ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிராகாரங்களில் செழித்திருப்பார்கள் நீரூற்று போல் இருப்பார் வளமிக்க தோட்டத்தை போல் இருப்பான் கத்தரை நம்பி வாழ்ந்திருப்பார் காலம் எல்லாம் நீ செழித்திருப்பார் நீ